நாட்டோட எல்லா வளர்த்தையும் நாசம் பண்ணிவிட்டேன் நீங்கள்லாம் என்ன சார் பண்ண போடுங்க இந்த மாட்டை அநீரமா இல்லையா அவன் மாட்டை வச்சு செஞ்சுமியா அவங்களும் உங்களுக்கு தான் எவ்வளோ கோவம் முடிஞ்சா ஜல்லு கேட்டேன் பாடிவாசம் பார்த்துக்கணும்